அகர முதலில் எடுத்தெல்லாம் ஆதிபோகன் முதற்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வாழ்க்கை பயணம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் மாதிரி தான் ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் இருக்கும் சில நேரத்தில் ஆபத்து அடைஞ்சிருக்கும் இந்த மனசு போல்தான் இந்த அலையும் ஆடிட்டே இருக்கு மனுஷனோட தேடல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான வளர்ச்சியிலையும் தாண்டி ஏன் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி என்ன இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்ட மனுஷனுக்கு தெரிய வணக்கம் இது கற்பது உலக தொடர்பு யுகத்தில் மனுஷன் தன்னோட எல்லா முயற்சிகளையும் வெற்றி கண்டு மகிழ்ச்சியோட போயிட்டு இருந்த தருணத்துலதான் ஒரு சோதனை நமக்கு வந்தது அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மள சோகத்துல ஆழ்த்துச்சு அதுதான் கொரோனா இந்த கொரோனாற பெருந்தொற்று மக்களை வாட்டி வதச்சிட்டு இருக்கு இது ஏன் வந்தது எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு இது வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இந்த கொரோனா மனித குலத்துக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விய முன் வச்சிருக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் மனுஷன் போயிட்டுருக்காங்க இதனால் பல பேர் தனிமைப்பட்டு பல மன ஒளிச்சலுக்கு உள்ளாடுறாங்க சில பேர் அதுவும் உன்னதமான உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்மளை அனாதியாக ஆக்குச்சு நம்மள கண்ணிற்கு இது வரைக்கும் விடை தெரியல பல பேர் இதால் இறந்தவங்க சுடுகாட்டில் கூட இறங்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு கட்டான சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்து பின்னாடின்னு தெரியாத அளவுக்கு மனுஷனை ரொம்ப வாட்டி வதச்சாவே முடியாதா இதுக்கு என்னதான் ஒரு விடன் நினைச்சிட்டு இருக்கும் போதா ஒரு புதிய ஒரு புதிய யோசனை கிடைச்சது ஒரு தீர்வு கிடைச்சது அதுதான் தடுப்பூசிகள் மட்டுமே தீர்வானா இதுவும் ஒரு தீர்வு நம்ம நாட்டில் மூன்று விதமான வேக்சின கொடுக்குறாங்க கோவேக்சின் கோவிஷீல்ட் அண்ட் ஸ்புட்னிக் இதில் முதலாவதாக இருக்கிறது கோவேக்சின் இது பாரத் பயோடெக் நிறுவனத்தோட தயாரிப்பு நான்கு வார இடைவெளியில் ரெண்டு டோஸ் போடுறாங்க கோவேக்சின் போட்டவங்க மறுபடியும் கோவேக்சின்லாம் போடணும் அடுத்தபடியாக கோவிட்ஷீல்டு இது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா நிறுவன தயாரிப்போட இந்த கோவிட்ஷீல்டு பார்த்திங்கன்னா முதல் டோஸ் போட்டவங்க கிட்டத்தட்ட நான்குலேருந்து ஆறு வாரங்கள் கழித்து தான் இன்னொரு டோஸ் போடணும் அதுவும் கோவிட்ஷீல்டை தான் இதில் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒன்னொரு தடுப்பூசி தான் ஸ்புட்னிக் ஃபீ இது ஒரு ரஷ்ய தயாரிப்பு இதுலேயும் ரெண்டு டோஸ் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு டோஸ்லேயும் வித்தியாசம் இருக்குது மொதல் டோஸ் போட்டவங்க அடுத்தது அதே டோஸ் போட மாட்டாங்க ஏன்னா ரெண்டாவது டோஸ் பார்த்தீங்கன்னா வேற ஃபார்முலாவை கொண்ட ஒரு தடுப்பூசி சரி தடுப்பூசி போட்டுக்கிறதுனால ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா நம்ம உடலில் ஏதாச்சும் பெரும் உயிர் சேதம் ஏற்படுமா அப்படின்னா கிடையாது இந்த தடுப்பூசி எப்படி தயாரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை கொண்டு அந்த கிருமியை செயலிழக்க வச்சு அதை தடுப்பூசியை தயாரித்து நமக்கு செலுத்துகிறாங்க தடுப்பூசியை செலுத்திக்கிட்ட உடனே நம்ம உடலில் ஏதோ ஒரு எதிரி வந்திருக்கு அதுக்கு உண்டான எதிர்வினியை ஆற்றணுன்னு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு மன்றத்துக்கு அறிவிக்கும் அதற்கா தன்னை தயார்படுத்திக்கிட்டு மீண்டும் அந்த வைரஸ் உள்ளே வரும்போது அந்த வைரஸோட சண்டை போட்டு நம்மளை காப்பாற்றும் உடலில் வேறு பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர் இணைகி தடுப்பூசி போட்டுக்கோங்க தடுப்பூசி போட்ட பின்னும் முகக்கவச கைகளை நல்லா சுத்தம் செய்யணும் அதை விட தனி மனித இடைவேளை ரொம்பவும் முக்கியம் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பாக அமையும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள்